இது ஒரு உண்மை சம்பவம் அதிகாரப்பூர்வ அறிக்கை மற்றும் நேரில் கண்ட அடிப்படையாக கொண்டிருக்கு இது உங்கள் கவனத்திற்கு மட்டுமே ஹாய் கைஸ் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ நான் போகிற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வந்து சேரும் அங்கே இது வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் இது என்னன்னா இது கேரளாலிருந்து ஒரு கிரைம் ஸ்டோரி அதுக்கு முன்னாடி இதோட இதோட ஒரிஜினல் ஃபோட்டோ எல்லாமே நான் டெலிகிராம் தான் போடுவேன் தயவு செஞ்சு அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவில் நந்தம்கோடு என்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது என்னென்னா சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டுருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு சுடுகாட்டில் எரித்தா என்ன வாசனை வருமோ அதே வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பதட்டமாக இருக்குது சார் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க போலீஸும் விரைவாக கிளம்பி போகிறாங்க சம்பவ இடத்துக்கு போனதும் அதில் ஃபஸ்ட்டு மாடியில் சிங்கிள் ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூம் தான் தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு தெரிஞ்சு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதும் அந்த இடத்துல எரிஞ்ச நிலையில் நாலு சடலங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உடனே அதை மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதில் மூணு பெண் ஒரு ஆண் என்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க பேர் என்னென்னா ஒருத்தருக்கு எழுபது வயதாகுது ஆனால் லலிதான்ற பாட்டியும் அறுபது வயதான ராஜான்றவங்களும் ஐம்பத்தெட்டு வயதான பத்மான்றவங்களும் இருபத்தி வயதான ரோலி என்ற ஒரு பெண்ணும் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் மொத்தம் அஞ்சு பேரன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதில் இன்னொருத்தன் பேர் கேடல் ராஜா அவனுக்கு வயது முப்பதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவனை பற்றி அவங்க அக்கப்பக்கத்தில் விசாரித்ததில் அவங்க சொன்ன பதில் என்னன்னா அவனை பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சார் அவனை பார்த்த பயமாக இருக்கும் ஏன்னா அவன் மௌனமாகவே தான் இருப்பான் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு போலீஸு அவன் தப்பிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணுறாங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன் ஹேர்போர்ட்டு மார்க்கெட்டு ஒரு இடமும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போட்டு விட்றாங்க அது மட்டும் இல்லை அவன் வேட அணிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு மூன்று வேடத்துலேயும் எடிட் பண்ணி எல்லா இடத்துலையும் கோரிக்கை எடுத்து ஏன்னா அவனை பற்றி தான் மீடியாவில் ரொம்ப பெருசாக அன்னைக்கு பேசப்பட்டது அதன் பிறகு ஷார்ப்பாக ரெண்டு நாள் கழித்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு ஃபோன் கால் வருது ஏன்னா தாமனூர்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து என்னென்னா சார் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஆள் இங்கே தான் இருக்கா செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸும் விரைவாக கிளம்பி வராங்க வந்து இவன் தானு அடையாளம் கண்டுக்கிறாங்க தெரிஞ்சதும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே ஏறி வரான் இவன் எதுக்கு சொந்த அப்பா அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சியும் கொண்டான் அப்படின்ற ஸ்டோரி தான் வீட்டில் பார்க்க அவனை ஸ்டேஷனில் உட்கார வச்சு தனியாக விசாரிக்கிறாங்க என்னென்னா உங்கள் அப்பா அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் கேரளா மாநிலத்தில் திருவனந்தாபுரம் பக்கத்தில் நந்தகோடம் என்ற வாழ்ந்துட்டு வராங்க ராஜாவும் அவங்க தம்பதிகளும் ராஜா என்றவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு பத்மான்றவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு கேடல் ஜேன்சன் ராஜா என்ற ஒரு அழகான குழந்தை பிறகுது அதன் பிறகு வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறகுறா அந்த பெண் குழந்தையின் பேர் இவங்க ஹிஸ்ட்ரின்ன்றதுனால வாரந்தோறும் தவறாமல் சிரிச்சுக்கு போவாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரொம்ப வசதியாகவே அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்க காடோல்ஜி ராஜான்றவன் படிப்பறிவு சுத்தமாக இல்லாமல் இருந்தவனாக இருக்கான் அவங்க அப்பம்மா நல்ல வேலையில இருந்திருக்காங்க இவன் படித்து முடித்ததும் இவனை நல்ல ஒரு டாக்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஏமிங் இருந்திருக்கு படிப்பையும் முடிக்கலாம் முடித்ததும் ஒரு காலேஜுக்கு அனுப்பிவிட்றாங்க டாக்டருக்கு படிக்க வைக்கணுன்றதுக்காக அனுப்பிடுறாங்க அந்த இடத்துக்கு இவங்க எல்லா பொருட்களையும் அனுப்புகிறாங்க அவனுக்கு தேவையான பணத்தையும் சரி அவனுக்கு தேவையான சாப்பாட்டையும் சரி எல்லாமே அவன் இது நினைச்ச மாதிரி கிடைச்சிடே இருந்துருக்கு ஆனால் அவனுக்கு அது அங்கே பிடிக்கலன்றதுனால அவன் கிளம்பி வந்துட்டான் கேரளாவுக்கு அதுக்கப்புறந்தான் அவங்க வீட்டில் பலவித பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இவன் சுத்தமாக படிக்காதனால அவங்க அப்பா அதிகமாக படிச்சிருக்காங்கறதுனால அவனை ரொம்பவே தள்ளி வைக்கிறாங்க ஏன்னா படிக்காத லத்தி சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனாலும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா போர்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவன் அதுக்கு சரிப்பட்டு வரமே தெரில அவனுக்கு படிப்பு ஏற மாட்டேங்கிது அப்படின்னு விட்டுடுறான் விட்டதும் அவங்க வீட்டுக்கு மேலே இருக்க ஒரு ரூமில் அவனும் தனியாக அவனோட டைமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தான் யாரும் அவங்கக்கிட்ட பேசுறது கூட கிடையாது ஏன்னா அவன் படிப்பை விட்டு எல்லாருமே கோபத்தில் இவனை சுத்தமாக கண்டுக்காதனால இவனுடைய வேலையை இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பா அம்மா அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கிறதுனால இவன் சாப்பாட்டுக்கு மட்டுந்தான் அந்த ரூம்பை விற்று வெளியே போவான் அதுக்குள்ளே அது வரைக்கும் தான் இருப்பான் அப்படின்றதும் சொல்கிறான் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி கூட அந்த ரூம் பக்கம் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது கெஸ்ட் யாராவது வந்தாலும் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தான் அது இல்லாமல் அவன் வெளியே சுத்தமாக போகிறதே இல்லை அவன் உள்ளே தான் அடைஞ்சி கடக்கிறான் அப்படின்றது சொல்கிறான் அது மட்டும் இல்லை அவன் சாத்தாங்களை வழிபடுற மாதிரி ஒரு ஆன்லைன் க்ளாஸையும் அட்டன் பண்ணியிருக்கான் அந்த ரூமுக்குள்ளேயே அது வழிபடுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா ஒன்று விலங்கையோ இல்லைனா ஏதோ குழந்தைகளோ நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அப்புறம் பேய்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அந்த ரூமுக்குள்ளே அது இல்லாமல் ஒருத்தர் கூடு விட்டு பாய்றது எப்படின்னும் அந்த ஆவி போகிறது எப்படி நமக்கு தெரியுன்றதையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கான் அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்ருக்கு அவனுக்கு இதற்கு நடுவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜல் என்ற கோர்ஸையும் முடிச்சுட்டு வரான் டெல்லியிலேருந்து அந்த கோர்ஸ் முடித்ததுக்கு பிறகும் இவன் தனிமையிலே தான் இருந்திருக்கான் அதன் பிறகு அவன் வெறும் கேமை மட்டுந்தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கான் அந்த கேம்லேயும் கூட ரத்தம் தெரிக்கிற மாதிரியும் ரொம்ப வயலன்ஸாக குட்ரமாக இருக்கிற கேமாதான் பார்த்து விளையாடி இருந்திருக்கான் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இவனை அறியாமலே இவனுடைய மனநிலையும் ரொம்ப பயங்கரமாக மாறிக்கிட்டு வருது அதன் பிறகு அவன் விளையாடுற கேம் எல்லாமே அவனுக்கு போர் அடித்து போனதுனால அவனே ரொம்ப பயங்கரமான ஒரு கேமை உருவாக்கலான்னு சொல்லிட்டு உருவாக்குறான் அது மட்டும் இல்லை அப்படியே ஆத்மா எப்படி வெளியே போகுது எப்படி கூடு விட்டு கூடு மாறுது மாறுறது அப்படின்ற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் முதல்ல அவனை வச்சு கூடு விட்டு ஆத்மா வெளியே போகிறத ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்துருக்கான் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் நம்ம உயிர் போயிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது அதன் அவன் யோசிக்கிறான் என்னென்னா மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஈகான எஸ் இானன்ற ஒரு கோடாலியை ஆர்டர் பண்ணுறான் அமேசானில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதையும் அவன் நல்லா பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கான் சரியாக ஏப்ரல் அஞ்சாந்தேதி அவங்க அம்மா மாடியில் சாப்பிட்டுட்டுருக்காங்க அவன் அவங்கக்கிட்ட போய் அம்மா நான் ஒரு புது கேம் ஒன்று உருவாகியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறேன் பரவாயில்ல நீ குருப்படாமலே போயிடணுன்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று உறுப்பையான வேலையாக செஞ்சுட்ருக்கேன் வா பார்க்குறேன்னு சொல்லி ரூமு கெட்டுகிட்டு போகிறான் போய் அங்கே ஆன் ஆகிருக்க அந்த கம்ப்யூட்டரை பார்க்க சொல்கிறான் அவங்கள அந்த கம்ப்யூட்டரை பார்க்க சொல்லிவிட்டு அவன் பின்னாடி டாப் ஆல் போடுறான் டாப் ஆல் போட்டுட்டு அவன் வாங்கி வச்சுருந்த அந்த சுத்தியை எடுத்துகிட்டு வந்து தலை மாலையை ரொம்ப பயங்கரமாக தாக்குறான் தாக்கிய பிறகு கீழே விழுறாங்க விழுந்துருக்கிறதுக்கப்புறம் அவன் அவங்க எதிர உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் எப்படி உயிர் போகுதுன்னு எதுக்கு அப்படி பார்க்குறான்னா அவன் படித்ததில் இருந்திருக்கு என்னன்னா எப்படி உடலிருந்து உயிர் போகுது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவன் பார்த்துருக்கான் ஆனால் அவன் நினச்சிது எதுவுமே அங்கே நடக்கலை அதனால் ஐயோயோ நம்ம அம்மாவை நம்ம கொண்டுகிட்டமே இது தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற பயத்தில் அதுக்கப்புறம் அவங்க அம்மா உடலை தரத்தரனை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போட்டுட்டு அங்கே இருக்க பெனாயில் ஆசிரியம் வச்சு நல்லா அந்த ரத்தத்தில் தேய்ச்சி கிளீன் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் கழித்து அன்று ஏப்ரல் அஞ்சாம் தேதி அவங்க அப்பா கிட்டேயும் போய் சொல்கிறான் என்னன்னா அப்பா நான் ஒரு கேம் உருவாக்கியிருக்கேன் அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதுனையும் சொல்கிறான் அவரும் அவங்க ஒய்ஃப் மாதிரி ஏமாந்து வராங்க வந்து அந்த மானிட்டரை அவங்க காட்டுறான் அவங்க பார்த்துட்டுருக்காங்க அதுக்குள்ளே அவன் டாப்பால் போடுறான் டாப்பால் போட்டு அவங்க அம்மாவை அடித்த மாதிரியே அவங்க அப்பாவையும் அடித்து கொடுறான் பொண்ணுதுக்கு அப்புறம் எப்படி கூடு விட்டு கூடு பாய்க்குதுன்றத அவன் படித்திருக்கால அதை அந்த இடத்துல செயல்படுத்தி பார்க்கலான்னு பார்க்குறான் ஆனால் அதுவும் வீணாக போகுதுன்னு அவனுக்கு தெரியுது அதனால் அந்த பாடியை திரும்பவும் அவங்க அம்மா இருக்கிற இட எடுபே போடுறான் அந்த பாத்ரூமில் போட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணுறான் அதற்கப்புறம் அவன் தங்கச்சியும் வெளியில் சாப்பிட்டு இருக்கிறத பார்க்குறான் போய் அவகிட்டே சொல்கிறான் என்னென்னா நான் ஒரு கேமு புதுசாக உருவாக்கியிருக்கேன் வந்து பாரு அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறான் அதுக்கு அவன் தங்கச்சியும் கூட வராங்க வந்து அவங்க அப்பா எப்படி சாகடிச்சினோ அதே மாதிரி வெறும் மானிட்ட காட்டி தலியில் சுற்றி அதை அவளையும் சாகடிச்சு பார்க்குறான் அது மட்டும் ரெண்டு நாள் முயற்சி பண்ணி பார்க்குறான் எப்படி கூடு விட்டு கூடு பாயிருது அந்த ஆத்மா போகிறது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளை வச்சுருந்து பார்த்துருக்கான் அது மட்டும் இல்லை ஏப்ரல் ஆறாம் தேதி அந்த வீட்டுக்கு ஒரு அக்கா வந்திருக்காங்க அவங்க எப்போயுமே அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க தான் உங்கள் அப்பா அம்மா எங்கள் தம்பி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் இல்லை எல்லாருமே டூருக்கு போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பிவிடுறான் அதற்கு பிறகு அந்த அக்காவும் போய்ட்றாங்க போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் எழுவது வயதான லலிதான்ன்ற அந்த பாட்டி இருக்காங்க அவன் என்ன பண்ணான்னா அந்த பாட்டியை அதே மாதிரி கூட்டுட்டு போய் தூக்கில் தொங்க விட்டு அதையும் துடிக்க துடிக்காம பார்த்து வந்திருக்கான் பார்த்து அதையும் கூடு விட்டு பாயில் அந்த இதுவும் ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் செட் ஆகலை அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட உடலை துண்டு துண்டு துண்டாக நறுக்கியிருக்கான் நறுக்கிட்டு இந்த உடலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் சரியாக ஏப்ரல் ஏழு அங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு போகிறான் போய் ஒரு கேன் ஃபுல்லாக பெட்ரோல் வாங்குகிறான் வாங்கிட்டு வரான் வந்து அந்த சடலத்தை எல்லாத்தையுமே ஒரே ரூமில் போட்டு அடைக்கிறான் அடைச்சிட்டு அதுக்கு மேலே எல்லா திங்ஸையும் போடுறான் போட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்துடுறான் கொளுத்திட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணி அவன் திருவனந்தபுரத்தில் இருக்க ஒரு லாட்ஜில் தங்கியிருந்துருக்கான் அந்த கதவு எல்லாமே மூடந்ததினால அங்கேருந்து புகை ரொம்ப கம்மியாகவே வந்திருக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் புகை ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்ருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு அவங்க சொன்னதுக்கப்புறம்தான் அங்கே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதிலருந்து தயவு செஞ்சு ஒன்றுமூட தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா நம்பிக்கின்றது வேறு மூட நம்பிக்கின்றது வேறு ஏன்னா நம்பிக்கின்றது கடவுளை நம்புறது மூட நம்பிக்கின்றது கடவுள் இருக்கான் நம்புறது